ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் விஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தௌசண்ட் புட் ஆஃப் ஆஃப் சில் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரியாக பத்தரலாம் ஸேரீ நம்பர் நைன் ஒன் நைன்ங்க பாடி ஆஃப் சாரீ க்ரீன் கலர் பல்லூன் ப்ளவுஸ் ரெட் கலர் இது வந்து டபுள் ஒர்க் சாரீங்க பியூர் சில்க் சேரீ ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சில்க் சாரிங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது பாடியில் வரக்கூடிய புட்டாக ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டர் சரிங்க ஹாஃப் ஃபைன் சரி பல்லூல நம்ம மீனவர்க்குக்கு த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் சேரீ பாடி ஆஃப் சேரீ சேம் க்ரீன் கலர் டபுள் ஷேப் பல்லுவன் ப்ளவுஸ் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ சேரீடைய நம்பர் நைன் ஒன் எய்ட் சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்கும் சேரீடைய நம்பர் நைன் டூ ஜீரோ பல்லுவன் கலர் பாடி ஆஃப் சாரீ ராயல் ப்ளூ ஸாரி நம்பர் நைன் டூ ப்ளைன் பிளவுஸுங்க ஒரே பேட்டனில் இருக்கக்கூடிய இந்த தௌசண்ட் புட்டா ஸாரீஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நியர்லி செவன் சாரீஸ் ஸாரீ நம்பர் நைன் டூ ஒன் பலுவன் பிளவுஸ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சாரி ராணி பிங்க் கலர் டாப் அண்ட் பாட்டம் சரி பார்டர் வந்துடுதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரி கூட பர்ச்சேஸ் பண்ணலாங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ணாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணுறோம் சேரீ நம்பர் நைன் பல்லுவன் பிளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ஆஃப் சேரீ டார்க் ஆரஞ்ச் கலர் இந்த வந்து டார்க் ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறேன்னா ரெட் கலர் மிக்ஸ் ஆயிருக்குங்க ஸோ பியூர் ஆரஞ்சும் கிடையாது பியூர் ரெட்டும் கிடையாது ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குங்குமம் red colorல வந்துருக்கும் ஆரஞ்சு மிக்ஸ்டில் சாரீ நம்பர் நைன் டூ த்ரீ பல்லன் பிளவுஸ் ப்ளூ காப்பசல் ஃபெட் ப்ளூ பாடி ஆஃப் சேரீ வயலக் கலர் 923. டூ த்ரீ இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு Book புக் அப்படிங்கிறதையும் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அவைலபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புக் பண்ணுறோங்க சாரி நம்பர் நைன் டூ ஃபோர் பல்லுவன் மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி வயலக் கலர்லையும் இருக்குங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ டேமேஜாக வந்ததினாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரி வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ ஹேண்ட்லூம் மார்க்கோக்கோ கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குதுங்க சிக்ஸ் தௌசண்ட் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க வருது தேங்க் யூ